எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்றரை வார்ப்பு சாரீங்க வாங்க ஒவ்வொன்னா பார்த்துடலாம் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சேரீங்க கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு தாங்க ஃபஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரீ ரெட் கலர் பலூன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா த்ரெட் அண்டு கோல்டு டெஸ்டட் சரிலாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு சரி ஆர்டர் வந்துடும் இது வந்து ஒன்றரை வரப்பு சாரீங்க சேரீ வந்து லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் தின்னாக தாங்க இருக்கும் சாரீ கைத்தறியில் நெசவு பண்ண பட்டு புடவைங்க ப்யூர் சில்குங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க இந்த சேரீடைய ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளுங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க தென் சாரி பார்சல் வரும்போது சாரியுடைய அமௌண்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் கேஷாக இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரீ பிளாக் கலர் பலூன் ப்ளவுஸ் ராணி பிங்க்குங்க நெக்ஸ்ட் சேரீ பார்த்துடலாம் பாடி ஆஃப் சேரீ ராணி பிங்க் பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூங்க கொஞ்சம் டார்க் இங்க் ப்ளூவாக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரீலருந்து அப்படியே பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் த்ரெட் அண்ட் கோல்டு டெஸ்டட் சரி ஒர்க்கில் நம்ம பண்ணியிருக்கோம் அண்டு சாரீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் தாராளமாக பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லாங்க உங்களுக்கு பாயிண்ட் கூட டவுட் இருந்தாலுமே தயவு செஞ்சு புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாங்க புக்கும் பண்ண வேண்டாங்க அண்ட் இப்போதைக்கு நம்ம யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க சில வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தாங்க இந்த சாரி body of சேரீ வந்து கிரீன் கலருங்க நல்லா பிரைட் கிரீனா இருக்கும் பலூன் பிளவுஸ் ராணி பிங்க்குங்க சேம் பேட்டர் நெக்ஸ்ட் சாரி பாக்கிறோம் இந்த சாரீல எல்லாம் நிறைய பேர் நாட் போட்டு கேட்கறதுனாலயே இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஃபோல்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம தரிக்காரங்க கிட்டையே நாட் போட்டு வாங்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூ பாடி ஆஃப் சாரி பிங்க் கலருங்க புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லாகவுமே இருக்குங்க உள் சுத்துக்கு மட்டும் வராது அந்த உள் சுத்து அப்படிங்கிறது வெளியே தெரியாதுங்க ஐ ரிப்பீட் த ப்ரைஸ் ஆஃப் த சாரி 4500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈச் வித் ஃப்ரீ ஷிப்பிங் யூ வில் கெட் ஆல் ஓவர் இந்தியா there is a extra shipping charges will be there for international shipping and also extra charges for cash on delivery option next sari body of sari violet color dark violet pallu and blouse pink color pinkish orange exactly pinkish orange color next sari you can book these sarees through whatsapp only strictly please avoid the calls we won't pick the calls only send the message in whatsapp definitely you will get a reply in whatsapp body of saree dark navy blue பலூன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலரில் இருக்குங்க கஸ்டமர்ஸ் ரீசெலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க ஜஸ்ட் சீ த டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இஸ் கிவன் செப்பரேட்லி ஃபார் கஸ்டமர்ஸ் ரீசெலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் பலுவன் பிளவுஸ் பிரிக் ரெட் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலருங்க இதுவுமே வந்து ஒரு ப்ளூஇஷ் க்ரீனாக தான் இருக்கும் டபுள் ஷேடில் இருக்கும் எல்லா சாரீஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா த்ரெட் அண்ட் கோல்டு டெஸ்டட் சாரீ இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் புட்டா ஒர்க்குக்கு நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்க்கறது பலோன் பிளவுஸ் வயலட் பாடி ஆஃப் சாரி பிங்கிஷ் ஆரெஞ்ச் பிளவுஸுங்க ஆல்மோஸ்ட் எல்லா சேரீலையுமே வந்து பிளைன் பிளவுஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்குங்க சப்போஸ் உங்களுக்கு இது பியூர் சில்க் இல்லையோ அப்படின்னு டவுட் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க அது பியூர் சில்கா இல்லை செமி சில்கா இல்லை டூப்ளிகேட் சில்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்ஸ் கூட நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணி ஸாரி வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாங்க அது பியூர் சில்கா இல்லையான்னு பலோன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ இதில் வந்து நீம் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க புட்டாக்கு அண்ட் இது எல்லாமே கைத்தறி எல்லாம் மேக் பண்ண பியூர் சில்க் சாரீஸ்ங்க நெக்ஸ்ட் சாரி சேம் பேட்டர்லங்க பலூன் பிளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலருங்க கொஞ்சம் இது எப்படி இருக்குன்னா டபுள் ஷேடில் தான் இருக்கும் பிங்க் கலர் நல்லா பிரைட்டாக இருக்குங்க ப்ரைட் பிங்க்குங்க இது தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஸாரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இமேஜ் வச்சே புக் பண்ணியிருந்தாலுமே தயவு செஞ்சு வீடியோவையும் once பார்த்துருங்க எதுக்காகனா கலருக்காக இப்போ நம்ம பார்க்குறது பொடி ஆஃப் ஸாரி மஸ்டில்லோ blouse navy blue blouse ப்ளவுஸ் போஷன் எப்போவுமே உடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா லோவிலருந்து அதிகமாகிறது எதை பொறுத்து அப்படின்னா அந்த சாரியுடைய குவாலிட்டி அந்த சேரீல பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு அண்ட் அந்த சேரீ நெசவு பண்ணுறதுக்கு நான் தரிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அதே வச்சுதாங்க அந்த சாரீயோடைய ரேட்டே இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது இதிலே பார்டர்லெஸ்ஸுங்க பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூ பலூன் பிளவுஸ் மெஜந்தா கலருங்க இதெல்லாம் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரி தாங்க பாரு எதுக்காக நம்ம உள்ள ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா அந்த புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும் போதாது உங்களுக்கு காட்டணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நெக்ஸ்ட் சேரீ இதுவும் வந்து பாடர்லஸ் தாங்க பாடி ஆஃப் சேரீ வயலக் கலர் பலன் பிளவுஸ் மெஜந்தா கலர் லாம் and ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்சல் வாங்கினது இந்த சேரீல ஏதாவது டேமேஜஸ் இருக்கு அதாவது ஹோல்ஸ் ஸ்ட்ரெயின் ஏதாவது கட்டாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தயவுசெஞ்சு எப்போவுமே பார்சல் நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப் பண்ணாலுமே இது தான் அதாவது ஓப்பனிங் அன்பாக்சிங் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க நீங்கள் எடுக்கும்போதே ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வீடியோ எடுத்துருங்க அப்படியே எடுக்கும்போது அந்த டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நாங்கள் ரிட்டன் வாங்கிக்கிறோம் ரீஃபண்டு கொடுக்குறோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராதுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாரியுமே டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்தது பாடி ஆஃப் color, pallu and பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க்குங்க எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் இந்த silk மார்க் டேக்கு வந்துடுங்க ஏன்னா இது ப்யூர் silk சேரீஸ் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லூம் மேடுங்க ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ